குமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் வேலி மலையில் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு அரண்மனை இன்றளவும் கேரள அரசாங்கத்தின் தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆம் நாம் இரணியல் அரண்மனையை நினைக்கும் இந்த அரண்மனை கேரள அரசின் தொல்லியல் துறை அதே தொன்மையுடன் இன்றளவும் பராமரித்து வருகிறது அந்த அரண்மனையை குறித்துதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பதவன் வழிகாட்டியின் அன்பு வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு அருகாமையில் உள்ள பத்மநாபபுர என்னும் ஊரில் இந்த அரண்மனை அமைந்துள்ளது பத்மநாபபுரம் என்று சொன்னதும் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆம் பத்மநாபபுரம் அரண்மனையை பற்றிதான் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த அரண்மனையை கல்குளம் அரண்மனை என்றும் அழைப்பதுண்டு இந்த அரண்மனை திருவுதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட அரண்மனையானதால் கேரள அரசின் தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த அரண்மனையை சுற்றி கருண் கற்களால் ஆன கோட்டை சுவரை நாம் பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ராஜா ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த பத்மநாபபுரம் அரண்மனை கட்டப்பட்டது இது கட்டிட கலையின் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது பத்மநாபபுரம் அரண்மனை தலைநகராக கொண்டு திருவிதாங்கூர் இயங்கி வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு இந்த தலைநகரம் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது அரண்மனையின் முகப்பாகிய பூமுகத்துக்கு செல்லும் வாசல் மிகவும் பிரம்மாண்டமானது மர இரட்டை கதவையும் கருங்கற் அமைந்திருக்கும் பகுதி பூமுகத்து வாசல் அழைக்கப்படுகிறது பூமுகத்தின் முதலாவது மாடியை மந்திரசாலை என்று அழைப்பார்கள் இங்கு மன்னர் மந்திரிகளுடன் கலந்தாலோசனை செய்வார் மந்திரசாலையை கடந்து படிகளில் கீழே இறங்கினால் மணி மாளிகையை பார்க்கலாம் இந்த மணிக்கூண்டு ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கருதப்படுகிறது இந்த மணிக்கூண்டு நுவசையை மூன்று கிலோமீட்டர் வட்டாரத்தில் வசிப்பவர்கள் கேட்கும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது மணி மாளிகையை தாண்டி செல்லும் போது ஒரு மாடியை கொண்ட அன்னதான மண்டபத்தை பார்க்கலாம் இங்கு ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கலைநயத்துடன் கட்டப்பட்ட அரசியின் அறையை தாய் கூடாரம் என்று அழைப்பார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட மிகவும் பழமையான க மற்ற அறைகளை காட்டிலும் கலைநயமிக்கல்கள் கதவுகள் கண்ணாடிகள் அலமாரிகள் வீணை போன்றவை இந்த மணி பார்க்கலாம் மன்னர் மார்த்தாண்டவர்மரால் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் உப்பரிகை ஸ்ரீ பத்மநாபனுக்காக கட்டப்பட்ட மன்னரின் கூடாரம் நான்கு அடுக்கு மாடிகளை கொண்டது அறுபத்தி வகை மூலிகை மரங்களால் செய்யப்பட்ட கட்டில் டு அரச வம்சத்தினரிடமிருந்து பரிசாக பெறப்பட்டதாக கூறப்படுகிறது மார்த்தாண்டவர் காலத்தில் கட்டப்பட்ட விருந்தினர்களின் மாளிகை இந்திர விலாசம் என்று அழைக்கப்படுகிறது மண்டபத்தின் வழியே சென்றால் இந்திர விலாசத்தை சென்றடையலாம் இந்த மாளிகையின் ஜன்னல்கள் அந்த புற பெண்கள் நீராடும் தடத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்திர விலாசத்தை அடுத்து நவராத்திரி மண்டபத்தை நாம் பார்க்கலாம் இது திருவிழா காலங்களில் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றும் இடமாக அமைந்திருக்கிறது ஏறத்தாழ நாநூறு வருடங்கள் பழமையான அரண்மனையில் இன்று கூட மின்விளக்குகளை பார்க்க இயல சூரியனின் ஒளியே போதிய அளவான வெளிச்சத்தை தருகிறது பாதுகாப்பிற்காக கீழ்த்தளத்தில் கருவூலவும் அரச குடும்பத்தினர் தப்பித்து செல்ல சுரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது சுரங்கங்கள் பாலடைந்திருப்பதால் பார்வையாளர்களை அனுமதிப்பதில்லை எங்கள் மற்றும் தேசிய விடுமுறைகளை தவிர செவ்வாய் முதல் ஞாயிறு வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கரை மணி வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் பதவன் வழிகாட்டி குடும்பத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் பதவன் வழிகாட்டி குடும்பத்தை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் மற்றும் பயனுள்ள காணொளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்